அனைவருக்கும் வணக்கம் கலைச்சல் குரு பயிற்சிக்கு கண்ணிராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல கடத்தரஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாரு இப்ப எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் விபரீத ராஜோகஸ்தானத்துக்கும் வராரு எட்டாம் இடம் ராகுவோட இணையிறாரு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வாட்ச் பண்ணுங்க இந்த எட்டாம் இடம் அப்படின்றது உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு பணவரவை கொடுக்கக்கூடிய இடம் அது செவ்வாய் வீட்டிலே குரு உங்களுக்கு யோகமான ஆண்டு எடுத்துக்கலாம் அது இல்லாம இவருடைய குரு குரு பகவானுடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இப்ப கன்னி ராசிக்கு பன்னெண்டாம் இடம் மோசஸ்தானம் ஐனசைன போகன்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்த்து பார்க்கிறார் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது விரயங்கள் ஏற்படும் ஆனா சுப விரயத்தை சுபவிரயங்களா அதை மாத்திக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு இடம் வாங்கறது வீடு கட்டுறது ஒரு தொழில் மாற்றம் பண்றது தொழில்க்கு இன்வெஸ்ட் பண்றது நல்லா இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த ஆண்டு அது நடக்கும் சுப விரயங்கள் கண்டிப்பா நிச்சயமா நடக்கும் உங்க வீட்டுல வந்து திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இந்த ஆண்டு வந்து நிறைவா இருக்கு அதனால பண்ணக்கூடிய ஆண்டா இருக்கும் திருமணமும் பண்ணக்கூடிய ஆண்டா இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நடக்கக்கூடிய ஆண்டா இருக்கும் அதனால இந்த ஆண்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா வந்து சில விஷயங்களை வந்து மாத்தி அமைச்சிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதை மாத்தி அமைச்சுக்கோங்க இந்த பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானத்தை பாக்குறாரு அப்படின்னு சொன்ன இல்லைங்களா இந்த பன்னெண்டாம் இடம் அப்படின்றது நம்ம சாப்பிடுறது உறங்கறது விரயங்கள் பண்றது இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடிய இடம் அது அதில் நிம்மதியான உணவு நிம்மதியான தூக்கம் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த குரு பகவானே பார்க்குறதுனால சில பேருக்கு வந்து வெளிநாடு செய்ய செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் அதில் பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க கண்டிப்பாக வந்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு அமையுங்க ஆனால் அது சுப விரயங்களாக ஏற்பட்டு நீங்கள் வருவீங்க உங்க ஆபீஸ் மூலயமா வந்து அமைச்சு வைப்பாங்க எட்டாம் இடத்துல இருந்து அப்ப பாக்கும்போது உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அற்புதமான ஒரு ஆண்டா அமைய போகுது வாக்குஸ்தானம்னா நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பலிதமாகும் எந்த சரி நடக்கும் மனசுல எது நினைச்சாலும் நடக்கும் பண வரவு அதிகரிக்கும் இந்த ஆண்டு வந்து அதிகப்படியான மணி ஃபுளோ உங்களுக்கு நல்லா இருக்கும் அட்டகாசமான ஆண்டா எடுத்துக்கலாம் ஏன்னா சில மாற்றங்கள் நீங்க பண்ணுவீங்க அதன் மூலயமா வருமானங்கள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் பல முன்னேற்றங்களை கொடுக்கும் அதே மாதிரி நாலாம் இடம் உங்களுக்கு வண்டி வாகன யோகங்கள் தாய்ஸ்தானம் நாலாம் இடம் தாய்ஸ்தானம் வண்டி வாகன யோகங்களையும் குறிக்கும் வெஹிக்கல் புதுசா எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பழச குடுத்துட்டு நீங்க புதுசா ஒரு கார் எடுக்கிறது பைக் எடுக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு இயல்பாவே இருக்கு இந்த ஆண்டு அடுத்து உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உங்களுக்கு அட்டகாசமா கண்டிப்பா வீடு இருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து இடமோ வீடோ வந்து வாங்கக்கூடிய அமைப்பு வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கு கண்டிப்பா வந்து உங்களோட சுய முயற்சினாலையும் முன்னேற்றத்தினாலையும் நீங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால உங்களை வந்து குறைச்சி இடப்பட முடியாது பயங்கர டேலண்டான பர்சன் கன்னிராசிக்காரங்கள பயங்கரமான டேலண்டான பர்சன் நல்ல பிரில்லியும் கூட ஏன்னா புதன் அங்கே உச்சமடைகிறாரு ஆனால் உங்களுக்கு சொல்லியே தர தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து நல்லா பிரில்லியண்டா இருப்பீங்க எந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத கன்னிராசிக்காரங்களுக்கு தெரியும் சைலண்டா இருந்தாலுமே சில விஷயங்களை வந்து சைலண்டா இருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரக்கூடிய திறமை வந்து கன்னிராசிக்காரங்களதான் இருக்கும் அதிகமா ஸ்டெயின் பண்ணிக்க மாட்டாங்க சத்தம் போட மாட்டாங்க ஒரு யாரையும் வெறுத்து ஒதுக்கி பேச மாட்டாங்க ஒரு அன்பாலையும் பாசத்தாலையும் இணைச்சி தான் பேசுவாங்க ஒரு சந்தோஷமான ஒரு கேரக்டர் தான் வந்து கன்னிராசிக்காரங்க நல்ல பிரில்லியும் கூட இந்த மிதன ராசியும் வந்து கன்னிராசியும் பார்த்தீங்கன்னா நல்ல பிரில்லியண்ட் ஏன்னா புதன் பகவான் அங்கே இருக்கிறாரு ஆட்சி பெறாங்க உச்சம் பெற இடம் அது அதனால வந்து மிதனத்தை விட கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த பக்குவம் வந்து தெரியும் அமைப்பு அட்டகாசமான ஆண்டு வெற்று நிச்சயம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவின் எஞ்சிகளின் தரப்பே கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்